மனித இனத்தை உயர்த்திய எந்த முன்னேற்றமும் சரி கண்டுபிடிப்புகளும் சரி பெரும் உற்சாகத்தினால் ஏற்பட்டவைதான் ஒரு உயர்ந்த லட்சியம் கொள்கையின் மீது பிறந்த ஆழ்ந்த பாசமிகு ஈடுபாடுதான் உற்சாகமாகிறது ஒரு மிக உயர்ந்த பொதுநல சேவை மீது கொண்டுள்ள தன்னலமற்ற ஈடுபாடுதான் உற்சாகமாகிறது லட்சியம் ஈடேறும் பொழுது இதயமும் மனமும் ஆன்மாவும் புனிதப்படுத்தப்படுகின்றன எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி உற்சாகம் உள்ளவன் அதில் ஈடுபட்டால் உயிர் வந்துவிடும் எத்தனை தோல்விகள் வந்தாலும் சரி எத்தனை திருப்பங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் சரி அவன் மனம் தளரமாட்டான் இறுதி அவனுடையதே உற்சாகம் இளைஞர்களின் கண்களுக்கு சூரியன்தான் வெளிச்சம் தான் புலப்படுகிறது கருமை வடிந்த நிழல்கள் கண்களுக்கு புலப்படுவதே இல்லை உற்சாக மிகுந்த அவர்களுடைய உள்ளங்களே அவர்களை இயக்குகின்றன கொப்பளித்து கரைபுரண்டோடும் உற்சாக வெல்லமே அவர்கள் ஆற்றலுக்கு பின்னணி செய்திகள் தொடரும்